மாநகரில் மகளிர் மகப்பேறு மற்றும் குழந்தையின் மருத்துவமனை பி எம் சிஹெச் விசாகனிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்பலோ மருத்துவமனையில் பணியாற்றிய மகப்பெரு மற்றும் குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் சி வெற்றி செல்வி எம்பிபிஎஸ்ஆர் எம் அவர்கள் பிரசவம் மற்றும் குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை அறுவை அதிநவீன லாப்ரோஸ்கோபிக் கருவிகள் உள்ளன இதர வசதிகள் பிரசவ அறை ரத்த பரிசோதனை மையம் குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவு மேலும் அனைத்து வகையான ஸ்கேன் இங்கு எடுக்கப்படும் 24 கண்காணிப்பு என அனைத்து வசதிகளும் மற்றும் சென்டர் உள்ளடங்கியின்மைக்கான முப்பத்தி 37 பெரிய பள்ளிவாசல் வீதி மணிக்கூண்டு அருகில் சத்தியமங்கலம் ஜீரோ